தங்களின் வாசனை உணர்வினால் உலகத்தை அறிந்து கொள்வது குழந்தைகளுக்கு விளையாட்டாக இருக்கும் எலுமிச்சை வெங்காயம் வினீகர் அல்லது மசாலா போன்ற பல்வேறு வகையான வாசனை பொருட்களை நீங்கள் எடுத்துக் பிறகு அந்த பொருட்களை முகர்ந்து பார்த்து குழந்தை அவற்றுள் தனக்கு பிடித்த வாசனை எது பிடிக்காத வாசனை எது என்று தேர்ந்தெடுக்கலாம் இந்த செயல் குழந்தைகள் தங்களின் வாசனை உணர்வை பற்றி படிப்பதற்கு உதவியாக இருக்கும்